ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர்வர்னா FROM சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான அண்ட் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் ஆஃப் சாரீஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் ஸோ இந்த சேரீஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் டைம் போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போது சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்த உடனே எங்கிட்ட என்கொயரி பண்ணுங்கள் இந்த சாரீ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஒயிட் வித் பேரட் க்ரீன் காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீன் பாடி கலர் ஒயிட் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமேங்க ஸோ இந்த சாரீயில் பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் வந்து கோல்டு சரிங்க அதில் த்ரெட் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மீன ஒர்க்குக்காக அண்ட் இது போட்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வியூஸ் போயிடுச்சுங்க அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காகவே நம்ம இந்த சாரீஸை வந்து ரீ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நியர்லி ஃபைவ் லேக் வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோ இப்போ பார்க்குறதுமே மோஸ்ட் வாண்டட் கலர் தாங்க நிறைய பேர் இதுவும் என்கொயரி பண்ணியிருந்தீங்க பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி கலர் வந்து க்ரீன் கலருங்க இதில் த்ரெட்டு புட்டாவும் வருதுங்க ஜரி புட்டாவும் வருது கோல்டு சரிங்க ஸோ அகைன் ஐ ரிப்பீட் த ப்ரைஸ் ஆஃப் த சாரி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் த இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை இந்த ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஸாரீ புக் பண்ண முடியும் தென் ஸாரீ பார்சல் வரும்போது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை மட்டும் நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ பார்க்குறது ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பாடி ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க இங்க் ப்ளூ கலரில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு ஜரி புட்டாஸ் அதில் த்ரெட் ஒர்க் வந்து நம்ம மீனா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக உள்ளே அதுக்காக தான் புட்டாஸ் வந்து எப்படி வருதுங்கிறத காட்டுறதுக்காக தான் நம்ம உள்ளேயும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வர எல்லா வீடியோஸ்லேயுமே நம்ம ஆல்மோஸ்ட் சேரீல உள்ளே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறோம் next color sari பாக்கரோம் pallon blouse romer green body, violet color la ruikkhuyng body la varakkuidhiyo poutta threadu la yunga irukkuyunga end zari la yunga irukkuyunga, gold zari yunga payment mode 2 options ungu prepayment and cash and delivery prepayment apodayna account pay, phone pay, google pay pay paytm இந்த 4 options ila எதுவேனாலும் 유யயுச் பணி இந்த money transfer பணிக்கலாம் ஈவன் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலுமே நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குதுங்க இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும்போது ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க மோர் நம்பர் ஆஃப் சாரீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாதுங்க இப்போ நம்ம பார்க்குற கலர் காம்பினேஷனும் க்ரீன் அண்ட் இங்க் ப்ளூ தாங்க ஆனால் இதில் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்த கலர் காம்பினேஷன் மாதிரியே தான் இதுவும் பட் என்னென்னா அதில் டிசைன் புட்டா டிசைன் வேறு இதில் புட்டா டிசைன் வேறேங்க இதுவும் இருக்கும் நல்லா தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் ஓபன் பண்ணி காட்டுறோம் அதே மாதிரி கலர் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க வீடியோ பாருங்க அட் த சேம் டைம் சாரியுடைய போட்டோவும் பார்த்துருங்க இப்ப நம்ம பார்க்கறது pink and வயலட் காம்பினேஷன் பலூன் பிளவுஸ் வைலட் கலர் பாடி பிங்க் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சரிலையும் இருக்குங்க த்ரெட்லேயும் இருக்கும் பேக் சைட் பார்க்குறீங்க இது எல்லாமே ஹேண்ட்லூ மேடுங்க பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் silk mark tag வந்துருங்க இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் வித் வைலட் காம்பினேஷன் பழுவண்ட் ப்ளவுஸ் வைலட்டுங்க சேம் கலரே தான் டாப் அண்ட் பாட்டம்லையும் வரும் பாடியில் பாடியோட கலர் green கலர் இதில் வரக்கூடிய புட்டா கோல்டுலேயும் வருங்க ஜரி சாரி கோல்டு ஜரிலையும் வரும் த்ரெட்டு ஒர்க்லேயும் வருங்க பேக் சைட் பார்க்குறீங்க உள்ளேயும் பாத்தாச்சுங்க சோ எல்லா சேரியும் பார்த்துட்டோம் லிமிடட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு சோ ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கலாங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தாங்க கிடைக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்